எல்லாருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் பிடிச்ச பேக் கலர் ஒயிட் கலர் பல்லுவன் பிளவுஸ் மெஜெந்தா கலருங்க இது வந்து போச்சம்பள்ளி இந்த ஆறாயிரத்தி ஏழ்நூறு ரூபாய் மட்டுமே இந்த சாரீஸ் எல்லாமே ஹேண்ட்லூம் மேடுங்க கைத்தறியில் நெசவு பண்ண பியூர் சுல்க் சாரீங்க ஒவ்வொரு சாரீ கூடையும் கட்டாயம் சில்க் மார்க் டேக் வந்துடுங்க நெக்ஸ்ட்டு சாரீ சாரீ நம்பர் நான் சொல்லிடுறேங்க இது ஒன் செவன் ஃபோர் இதுக்கு முன்னாடி காட்டினது ஒன் நான் அதையும் நான் உங்களுக்கு காட்டிடுறேன் சாரீ நம்பர் ஒன் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒன் இதுவுமே ஒயிட் கலர் தாங்க அதாவது பாடி கலர் பார்த்துட்டிங்கன்னா பேக்ரவுண்டில் ஒயிட் கலரும் அதில் டிசைன்ஸ் வந்து பிங்க் அண்டு கிரேலேயே இருக்கும் பழுவன் ப்ளவுஸ் பிங்க் அண்டு ரெட் காம்பினேஷன் அண்ட் இந்த சேரீயில் பாடி போர்ஷனில் கீழே மட்டும் டா பாட்டமில் மட்டும் டர்னிங் ஒர்க் மாதிரி வந்திருக்குங்க அதாவது டிசைன்ஸ் இருக்கும் 6700 தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு ஆல் ஓவர் இண்டியா ஃப்ரீ ஷிப்பிங்கில் இந்த சாரீஸ் உங்களுக்கு கிடைக்குங்க சாரீ நம்பர் ஒன் இதுவும் சேம் பேட்டர்ன் பட் கலர் வந்து இதுக்கு முன்னாடி பார்த்தது பியூர் ஒயிட்டு இது வந்து ஹாஃப் ஒயிட்டுங்க பாடி கலர் வந்து ஹாஃப் ஒயிட் சேம் பேட்டன் தான் ரெண்டு சாரியுமே அது பியூர் ஒயிட் இது வந்து ஹாஃப் ஒயிட் பல்லுவன் ப்ளவுஸ் பிங்க் அண்டு ரெட் காம்பினேஷன் தாங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க நம்ம சாஃப்ட்வேர் சாரீஸில் நிறைய வெரைட்டிஸ் வந்து டெய்லியுமே அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம் உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்கள் வாங்கலாம் சாரி நம்பர் ஒன் செவன்டி சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா எங்களுடைய வீடியோஸுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் ஸோ உங்களுக்கு எது பிடிக்குதோ அந்த வீடியோவை நீங்கள் உள்ளே போய் பார்த்து அதில் பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் எங்களை வாட்ஸ்அப் மூலமாக கான்டாக்ட் பண்ணி கூட நீங்கள் வாங்கிக்கலாம் இப்போ நீங்கள் பார்க்குறது ஹாஃப் ஒயிட் பாடியில் பேக்ரவுண்ட் கலர் வந்து ஹாஃப் ஒயிட் அதில் கிரே கலரில் இருக்குங்க, க்ரே அண்டு பிங்க் கலர் பாட்டமில் மட்டும் டர்னிங் ஒர்க் மாதிரி இருக்கும் இதில் பல்லுவன் ப்ளவுஸ் பிங்க் அண்டு ரெட் காம்பினேஷன் நெக்ஸ்ட்டு சாரி நம்பர் ஒன் அது மட்டும் இல்லாமல் வாட்ஸ்அப் group இருக்குங்க வாட்ஸ்அப் குரூப்லேய்கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஏன் அப்படின்னா வாட்ஸ்அப் குரூப்பில் தான் ஃபுல்லாகவே வந்து எல்லா நோட்டிஃபிகேஷனுமே வருங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பழுவன் பிங்க் கலர் பாடி கலர் வந்து க்ரீன் கலர் இதில் பாருங்கள் கீழே பாட்டமில் மட்டும் உங்களுக்கு டர்னிங் ஒர்க் மாதிரி வந்திருக்கும் சூப்பராக இருக்கும் பாடி கலர் கொஞ்சம் டபுள் ஷேடில் இருக்குங்க பழுவன் பிளவுஸ் நான் பிங்க்குன்னு சொல்லியிருந்தேன் இது எக்ஸாக்டாக சொல்லணும்னா மெஜெந்தா கலருங்க மேம் எல்லும்ாரி நம்பர் பாடி ஆரீ பிளாக் கலர் பல்லுவன் பிளவுஸ் மெஜந்தா கலர் இதுலயுமே பாட்டம்ல உங்களுக்கு டிசைன் வந்து இருக்கு டாப் அண்ட் பாட்டம்ல சரி பார்டர் வந்து இருக்குங்க ப்ளவுஸ் வந்து எல்லாத்துலேயுமே பிளைனாக இருக்குதுங்க கான்ட்ராஸ்ட்டாக இருக்குது எக்ஸ்ட்ரா எந்த ஒர்க் வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம் அண்ட் ரீசெண்டாக பார்த்துட்டிங்கன்னா நிறைய பேர் வந்து நம்ம எஸ்பெஷலி இந்த போச்சம்பள்ளியில் வாங்கிட்டு அந்த சாரீஸ் வந்து வியர் பண்ணி ஃபோட்டோஸ் கூட அனுப்பிச்சிட்ருக்கீங்க பார்க்குறக்கு ரொம்பவுமே சூப்பராக இருக்குதுங்க ஸாரீ நம்பர் ஒன் செவன்ட்டி நைன் கேஷ் ஆன் டெலிவரி அவைலபிளாக இருக்குதுங்க கேஷ் ஆன் டெலிவரிக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வரும் அந்த எக்ஸ்ட்ரா சார்ஜஸ்ஸை ஸேரீ புக் பண்ணும்போதே நீங்கள் பே பண்ண வேண்டியதாக இருக்கும் தென் சாரீ பார்சல் வரும்போது சேரீடைய ப்ரைஸ் சிக்ஸ் தௌசண்ட் செவன் கேஷ் கொடுத்து நீங்கள் பார்சல் வாங்கினுங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பல்லுவன் ப்ளவுஸ் ராயல் ப்ளூ பாடி ஆஃப் சாரீ டபுள் ஷேடுங்க என்ன கலர் அப்படின்னா பிங்க் அண்டு எல்லோ இந்த ரெண்டு காம்பினேஷனில் இருக்குங்க ஃபுல்லாகவும் இந்த டிசைன் இருக்கும் ப்ளவுஸ் மட்டும்தான் ப்ளைன் சாரீ ஃபுல்லாகவும் இந்த டிசைன் இருக்கும் ஸாரீ நம்பர் ஒன் சாரி நம்பர் 180 எயிட்டி இதில் பாடி ஆஃப் சாரி ப்ளூ கலர் பல்லுவன் ப்ளவுஸ் ராயல் ப்ளூ எல்லாமே 4 பிளை த்ரெட் ஒர்க்குங்க அதாவது குவாலிட்டி ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் நம்மகிட்ட ஆல்ரெடி பர்ச்சேஸ் பண்ணவங்க எஸ்பெஷலி இந்த போச்சம்பலி இக்கா டைப் சேரீஸ் பர்ச்சேஸ் பண்ணவங்க எல்லாருமே வந்து சூப்பராக நான் வந்து கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க நல்லா ஃபீட்பேக்ஸ் கொடுத்துருக்காங்க ஸாரீ வந்து நம்ம ஒருத்தர் சொல்லியிருந்தாங்க நான் மிஷின்லேயே போட்டுவிட்டேன் பட் ஆனால் கலரே போகலை சூப்பராக இருந்தது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மக்கிட்ட நிறையா அவங்க பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாங்க அகெயின் சாரீ நம்பர் ஒன் எயிட்டி ஒன் ஸோ அந்தளவுக்கு ஸாரீ வந்து குவாலிட்டி ரொம்பவுமே நல்லா இருக்குங்க தாராளமாக நீங்கள் நம்பி வாங்கலாம் இப்போ நீங்கள் பார்க்குறது பாடி ஆஃப் ஸாரி பிளாக் கலர் பலூன் பிளவுஸ் மெஜந்தா கலர் இது பிளவுஸ் நீங்க பாக்குறீங்க பாடியிலையும் கீழே உங்களுக்கு டர்னிங் ஒர்க் மாதிரி வந்திருக்கு சாரி கலர் பிளாக் கலருங்க சிக்ஸ் தௌசண்ட் இந்த சாரீஸ் உங்களுக்கு கிடைக்கும் நெக்ஸ்ட்டு ஸாரீ நம்பர் ஒன் எயிட்டி டூ பழுவன் ப்ளவுஸ் ப்ளூ கலர் வடியா ஸாரி பிங்க் அண்டு எல்லோ அந்த ஒரு காம்பினேஷனில் இருக்கவங்க டபுள் ஷேடு தான் என் சாரீயை வந்து ரிட்டன் திருப்பி காட்டும்போது உங்களுக்கு தெரியும் இப்படி நான் காட்டும் போதே உங்களுக்கு அந்த டபுள் ஷேடு வந்து கலர் நல்லாவே உங்களுக்கு விசிபிள் ஆகும் வீடியோவில் சாரீ நம்பர் ஒன் எயிட்டி த்ரீ கண்டினியூஸ் நம்பரில் தான் சாரீஸ் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணிகிட்ருக்கோம் பாருங்கள் அண்ட் மோர் தென் ட்வெண்ட்டி ஃபைவ் சாரீஸ் இந்த வீடியோவில் பார்க்குறோம் பார்க்க போகிறோம் ஸோ அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் கண்டிப்பாக அந்த டிசைன்ஸ் அண்ட் கலர் காம்பினேஷன்ஸ் உங்களுக்கு ரொம்பவுமே பிடிக்கும் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பல்லுவன் ராயல் ப்ளூ Body of Double பாடி இது எல்லோ அண்ட் ஆரஞ்சு மிக்ஸிங்ல இருக்கும் and Orange எல்லோ அண்ட் ஆரஞ்சு மிக்சிங் ஒன் எயிட்டி போதுல பல்லுவன் பிளவுஸ் Body of பாடி Pinkish சாரி Double ஆரஞ்சு உள்ள butterfly designs வந்து இருக்கு இதுல எல்லா சாரீஸ்க்குமே டசில்ஸ் போட்டுக்கலாங்க எல்லா சாரீலயுமே இது அப்படிதாங்க இருக்கு டாப் அண்ட் பாட்டம்ல மட்டும் நம்ம டசில்ஸ் போடல மட்டும் நீங்க கட் பண்ணி போட்டுக்கலாங்க ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரீ ஷிப்பிங்லாம் உங்களுக்கு கிடைக்கும் ஆறாயிரத்தி எழுநூறு ரூபாய்க்கு இந்த சாரி உங்களுக்கு கிடைக்குங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது பல்லுவன் ப்ளவுஸ் இங்க் ப்ளூ கலர் BODY OF சாரீ எல்லோ AND ORANGE, இந்த ரெண்டு மிக்ஸிங்கில் இருக்குங்க டபுள் ஷேடு இது எல்லாமே ட்ரை கிளீனிங் தாங்க பண்ணணும் ட்ரை வாஷ் தான் பண்ணணும் சாரி நம்பர் ஒன் எயிட்டி செவன் இதுக்கு முன்னாடி பார்த்தது 185 ஃபைவ் இதுல பாடி கலர் வந்து கிரீன் கலர் லைட் கிரீன்ல இருக்கும் பலூன் பிளவுஸ் ப்ளூ கலர் இங்கு ப்ளூல டார்கா இருக்குங்க ஸோ இங்கே பார்த்துட்டீங்கன்னா பிளவுஸில் உங்களுக்கு இந்த மாதிரி டாப் அண்ட் பாட்டம்ல சரி பார்டர் கூட வந்துருது பிளவுஸில் நீங்கள் அதை வந்து ஹேண்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் சாரி சாரி நம்பர் ஒன் இதுக்கு முன்னாடி காமிச்சது 1.87 எயிட்டி செவன் இப்போ காட்டுறது ஒன் எயிட்டி சிக்ஸ் பலூன் பிளவுஸ் இங்கு ப்ளூ பாடி ஆஃப் சாரி ஆரஞ்சு அண்ட் எல்லோ இந்த ரெண்டு காம்பினேஷன்ல இருக்குங்க டபுள் டோன் கஸ்டமர்ஸ் ரீசேலர்ஸ் அண்ட் ஹோல்சேலர்ஸ் நீங்க எங்களை கான்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோங்க செப்ரேட் வாட்ஸ்அப் வாட்ஸ்அப் நம்பர் ஃபார் கஸ்டமர்ஸ் அண்ட் ரீசெல்லர்ஸ் அண்ட் ஹோல்செல்லர்ஸ் ஆல்சோ ஸோ நீங்கள் அந்த நம்பரை பார்த்து வாட்ஸ்அப்பில் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் கால் பண்ண வேண்டாங்க மெசேஜ் மட்டுமே பண்ணுங்கள் எங்கள் ரிப்ளைக்கு வெயிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக எங்கள்கிட்ட இருந்து உங்களுக்கு ரிப்ளை வரும் கால் பண்ண வேண்டாங்க இப்போ நீங்கள் பார்க்குறது பலன் ப்ளவுஸ் பிங்கிஷ் ஆரெஞ்ச் டபுள் ஷேட் பாடி ஆஃப் சாரி பேக்ரவுண்டு வந்து எல்லோ கலருங்க மேங்கோ எல்லோவில் இருக்கும் அதில் பிங்க் கலரில் டிசைன்ஸ் இருக்கு இந்த சாரியுடைய நம்பர் 188 188 எயிட் நெக்ஸ்ட் சாரி நம்பர் 189 இது body of ஸாரி மெஜந்தா கலர் பலுவன் பிளவுஸ் ப்ளூ கலர் இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங் அவைலபிளாக இருக்குங்க இன்டர்நேஷனல் ஷிப்பிங்கு ஷிப்பிங் சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா வருங்க கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷனுக்குமே எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் இருக்கு, அந்த எக்ஸ்ட்ரா சார்ஜஸை சாரி புக் பண்ணும்போதே நீங்க பே பண்ணணும் தென் சாரி பார்சல் வரும்போது சாரியோடைய ப்ரைஸ் 6700, தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் கேஷ் கொடுத்து நீங்கள் பார்சல் வாங்கணுங்க இந்த சாரி நம்பர் 190 பலன் பிளவுஸ் இங்க் ப்ளூ கலர் பாடி ஆஃப் ஸாரீ டபுள் ஷேடுங்க பிங்க் அண்ட் yellow காம்பினேஷனில் இருக்கும் ப்ளவுஸ் ஸாரியுடைய லென்த்தை பொறுத்த வரைக்கும் சிக்ஸ் பாயிண்ட் டூ மீட்டர்ஸ் கண்டிப்பாக இருக்குங்க இன்க்ளூடிங் ப்ளவுஸோட சிக்ஸ் பாயிண்ட் மீட்டர்ஸ் கண்டிப்பாக இருக்குங்க வித் ஃபார்ட்டி இன்சஸ் அபவ் இருக்குங்க ஸாரீ நம்பர் ஒன் ப்ளவுஸுடைய லென்த்து கண்டிப்பாக செவன்ட்டி சென்டிமீட்டருக்கு எபோ தாங்க இருக்கும் வித்து வந்து ஃபார்ட்டி ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் இருக்கிறதுனால செவன்டி சென்டிமீட்டர் லென்த்துள்ள பிளவுஸே ஃபேட்டாக இருக்குங்க இப்போ நீங்கள் பார்க்குறது பழுவன் ப்ளவுஸ் இங்க் ப்ளூ கலர் பாடி ஆஃப் ஸாரி டபுள் ஷேடிங்கு எல்லோ அண்ட் ஆரஞ்சு இந்த மிக்ஸிங்கில் இருக்கும் எல்லோ அண்ட் ஆரஞ்சு மிக்சிங்கில் இருக்கும் இந்த டிசைன் வந்து பாடி ஃபுல்லாகவும் இருக்குங்க இந்த சேரீ பொறுத்த வரைக்கும் பிளவுஸ் மட்டும்தான் பிளைன் சாரீ நம்பர் ஒன் நைன்டி டூ பாடி ஆஃப் ஸாரி மெஜந்தா கலர் பல்லன் blouse blue color இந்த சாரீ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வாட்ஸ்அப்பில் தாங்க மெசேஜ் பண்ணணும் சாரியுடைய பிக்சர்ஸ் சென்ட் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா சாரியுடைய நம்பர் மென்ஷன் பண்ணி இந்த சாரி புக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுங்கள் அது அவைலபிள் இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு புக் பண்ணுவோம் சப்போஸ் அது வேறு யாராவது உங்களுக்கு முன்னாடி புக் பண்ணியிருந்தாங்கன்னா ஆல்ரெடி புக்குடு இல்லைன்னா சோல்டு ஆயிடுச்சுன்னா சோல்டுங்கிற ரிப்ளை வருங்க சாரி நம்பர் 193 நம்ம சேனலை நிறைய பேர் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணியிருக்காங்க அண்ட் நிறைய பேர் வந்து டெய்லியுமே வாட்ச் பண்ணிகிட்ருக்காங்க அண்ட் வாட்ஸ்அப் குரூப்ஸுன்னு பார்த்துட்டிங்கன்னா செவன்ட்டி ஃபைவ் குரூப்ஸ் இருக்குது நிறையா குரூப்ஸில் பார்த்துட்டிங்கன்னா எல்லாமே ஃபில் ஆகிடுச்சுங்க ஸோ நிறைய பேர் நம்ம சேனலில் வாட்ச் பண்ணுறதுனால எவ்வளோ தூரம் நம்ம வந்து வீடியோஸ் போடுறோமோ சீக்கிரம் சீக்கிரம் என்ன ஆயிரும் அப்படின்னா மேக்ஸிமம் சாரீஸ் புக்காகிருங்க எல்லா சாரியுமே நான் சொல்ல மாட்டேன் இப்போ தேர்ட்டி ஸாரீஸ் போடுறோம் அப்படின்னா கண்டிப்பாக டுவெண்ட்டி டு ட்வெண்ட்டி ஃபைவ் சாரீஸ் வித்தின் ஒன் ஆர் டூ ஹவர்ஸில் புக் ஆயிருங்க இப்போ நீங்கள் பார்க்குறது பழுவன் பிளவுஸ் மெஜந்தா கலர் பாடி ஆஃப் ஸாரி பிளாக் கலருங்க நெக்ஸ்ட் ஸாரீ நம்பர் ஒன் நைன்டி ஃபோர் இதுவும் black அண்ட் மெஜந்தா காம்பினேஷன் தாங்க பாடி ஆஃப் ஸாரி பிளாக் கலர் பழுவன் பிளவுஸ் மெஜந்தா கலர் அதோட டிசைன் வேறு இதோடைய டிசைன் வேறீங்க அதே மாதிரி நீங்கள் ஒரு மெசேஜ் பண்ணுறிங்க எங்களுக்கு அப்படின்னா எங்கிட்டருந்து ரிப்ளை வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் ரிப்ளை வரலை அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணுறதோ இல்லை வாய்ஸ் மெசேஜோ இல்லை அகைன் அண்ட் அகைன் நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்கள் மெசேஜ் வந்து ரீசண்ட் மெசேஜாக போயிடும் ஸோ எங்களால் உடனே பார்த்து ரிப்ளை பண்ண முடியாது ஸோ அதனால் மெசேஜ் பண்ணிவிட்டு எங்கள் ரிப்ளைக்காக வெயிட் பண்ணுங்கள் சாரி நம்பர் ஒன் ஏன்னா நீங்க எகைன் அண்ட் அகைன் மெசேஜ் பண்ணும்போது உங்கள் மெசேஜ் வந்து ரீசண்ட் மெசேஜாக போயிடும் நாங்கள் எப்படி நாங்கள் மெசேஜஸ்க்கு ரிப்ளை பண்ணுறோன்னா ப்ரீவியஸ் மெசேஜ்லஸ்லேருந்து தான் பண்ணிகிட்ருக்கோம் அதாவது ஃபர்ஸ்ட்டு யார் பண்ணியிருக்கா அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த டைம் பேஸிஸில் தான் நம்ம வந்து நம்ம ரிப்ளை பண்ணிகிட்ருக்கோம் இப்போ நீங்கள் பார்க்குறது பல்லுவன் ப்ளவுஸ் ப்ளூ கலர் பாடி ஆஃப் ஸாரி பிங்க் கலருங்க ஸாரீ நம்பர் ஒன் இந்த சாரியுடைய நம்பர் ஒன் இதுமே டபுள் ஷேடில் தாங்க இருக்குது எப்படின்னா பிங்க் அண்டு ராணி பிங்க் அந்த ஒரு ஷேடில் இருக்கு நெக்ஸ்ட் சாரீ நம்பர் ஒன் நைன்டி சிக்ஸ் பாடி ஆஃப் ஸாரி மேங்கோ எல்லோ பழுவன் பிளவுஸ் இங்க் ப்ளூ கலர் சிக்ஸ் தௌசண்ட் இந்த சாரீஸ் உங்களுக்கு கிடைக்கும் ஆல் ஓவர் இண்டியா ஃப்ரீ ஷிப்பிங்கில் கிடைக்குங்க அண்ட் எஸ்பெஷலி இந்த சாரீஸ் எல்லாம் வந்து கஸ்டமர்ஸ்க்கான சாரீஸ்ங்க நீங்கள் கஸ்டமராக இருக்கீங்கன்னா தாராளமாக இந்த சாரீஸை பர்ச்சேஸ் பண்ணலாம் சப்போஸ் ரீசேலர் ஹோல்சேலராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு செப்ரேட் கலெக்ஷன்ஸ் இருக்குங்க அதனாலதான் செப்ரேட் வாட்ஸ்அப் நம்பரு கூட நாங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கோம் நீங்கள் அந்த நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணி உங்கள் கலெக்ஷன்ஸ் நீங்கள் வாங்கிக்கலாம் இப்போ நீங்கள் பார்க்குறது பழுவன் ப்ளவுஸ் இங்கு ப்ளூ கலர் இந்த சேரீல Body of சாரி Double Shade Pinkish Orange Blouse இந்த சாரியுடைய நம்பர் ஒன் நைன்டி செவன் டபுள் ஷேடுங்க சாரி நம்பர் ஒன் நைன்டி எயிட் பாடி ஆஃப் சாரி எல்லோ பிளவு பிங்க் ஆரெஞ்ச் சாரி நம்பர் ஒன் 198 எயிட் பிடிச்சிருந்ததுன்னா வாட்ஸ்அப்ல கான்டாக்ட் பண்ணி புக் பண்ணுங்க மெசேஜ் பண்ணுங்க சாரி நம்பர் ஒன் நைன்டி நைன் சப்போஸ் இதுல நீங்க எதுவும் பர்ச்சேஸ் பண்ணல அப்படின்னாலும் பரவாயில்லங்க எங்களுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நீங்கள் அந்த குரூப் லிங்க் யூஸ் பண்ணி கூட குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஏன்னால் நம்ம சாஃப்ட்வூர் சேரீஸ்லேயே நிறைய வெரைட்டிஸ் வந்து வீடியோஸ் போட்டுட்ருக்கோம் ஸோ எந்த சேரீ உங்களுக்கு பிடிக்குதோ அந்த சேரீ நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஆனால் அந்த சாரீஸ் எல்லாம் எப்போ வரும் எவ்வளோ ப்ரைஸில் வரும் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷன் வாட்ஸ்அப் குரூப்பில் தாங்க வரும் அதனால தான் குரூப் லிங்க் யூஸ் பண்ணி குரூப்பில் ஜாயின் பண்ண சொல்கிறோம் இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்க ஸாரியுடைய நம்பர் ஒன் நைன்ட்டி நைன் பல்லுவன் ப்ளவு ப்ளூ கலர் பாடி கலர் வந்து டபுள் ஷேடுங்க எல்லோ அண்டு லைட் க்ரீன் காம்பினேஷனில் இருக்கும் இந்த ஒவ்வொரு சாரீ கூடையும் கட்டாயும் இந்த Silk Mark Tag வந்துருங்க BECAUSE இந்த சேரீ வந்து Pure Silk சாரி THANK YOU THANK YOU FOR WATCHING